மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு ஒரு பொருளை கொடுத்து உதவி செய்யறவங்க கொஞ்சம் அதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா அந்த பொருளை முடியாத நிலைமையில இருக்காங்கல்ல அவங்களுக்கு எது சந்தோஷம்னா தனி நாடி வருபவர்களுக்கு வந்து எந்த பொருளும் கொடுக்க முடியாவிட்டாலும் முக வளர்ச்சியோடு அவங்களை வரவேற்று நல்ல வார்த்தைகளை கூறி அனுப்புறது வந்து பொருளை கொடுத்து உதவுறத விட ரொம்ப பெரிய சந்தோஷமாக அவங்களுக்கு இதுதான் அந்த குரலோட விளக்கம் இனியவிக்குற்தான் இந்த அதிகாரத்தோட பேர் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்